அனைவருக்கும் வணக்கம் கலைச்செல்வி கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு கண்டிப்பா வேணும்னா இருபத்தி மூன்றாம் ஆண்டு குபேரோகம் எந்தெந்த ராசிக்கு கடந்த ஐந்து வருடமா வந்து ஒரு போராட்டமான ஒரு ஆண்டா இருந்தது கோர்ட் கேஸ் பிரச்சன ஆகட்டும் வீட்டுல குடும்பத்துல பிரச்சனை எல்லாமே இருந்திருக்கீங்க ஒரு போராட்டமான ஒரு ஆண்டு எடுத்துக்கலாம் கடந்த ஒரு இரண்டரை வருடமாவும் அப்படிதான் அதுக்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா கண்டக சனில உங்களுக்கு அப்படிதான் இருந்திருக்கு ஒன்பத்துக்குபேரம் குபேர சம்பத் அதாவது இயல்பாவே உங்களுடைய தொழில் வந்து அடுத்த லெவலுக்கு முன்னேறும் நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் நிச்சயமா நடக்கும் அது கேரண்டியா சொல்ல முடியும் ரொம்ப அருமையா இருக்கு தன் தந்தை வழி மூலமாவும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அவங்க மூலயமா பூர்வீக சொத்து ப்ராப்பர்ட்டி இல்ல பணம் வரது அது மாதிரி வந்து உங்களுக்கு வரலாம் இருந்தாலும் மத்தவங்க குடுக்கறாங்க அதாவது தந்தை வழி உறவு வருது அப்படின்னால அதுவும் ஒரு விஷயம் இருக்கலாம் ஏன்னாலும் நீங்க சுயமா சம்பாதிக்கிற ஒரு விஷயம் வந்து இந்த ஆண்டு வந்து ரொம்ப அருமையா இருக்குன்னு சொல்லலாம் குபேர யோகம் இருக்கு அதே மாதிரி பதினோராம் இடம் லாபஸ்தானம் இதனால் வரைக்கும் பத்தாம் இட தொழில் ஸ்தானத்தில் இருந்த குரு வந்து பதினோராம் இட லாபஸ்தானத்துல ராகுவோட சேர்றாரு அப்ப அட்டகாசமா இருக்கு இந்த ஆண்டு நீங்க எதிர்பார்க்கிற ஒவ்வொரு விஷயம் நிச்சயம் நடக்கும் கடந்த ஐந்தாண்டா உங்களுக்கு எந்த விஷயமும் நடக்கல பிரச்சனை ஸ்ட்ரகிள்ஸ் போராட்டம் எல்லாத்தையும் நீங்க பேஸ் பண்ணிருப்பீங்க ஆனா இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயம் அது வெற்றி மேல வெற்றின்னு சொல்லாங்க அட்டகாசமான ஆண்டு பாகியஸ்தானத்துல சனி லாபஸ்தானத்துல குரு ராகு இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க இந்த ஆண்டு அருமையான ஆண்டு உங்களுக்கு சாதிக்கக்கூடிய பல விருதுகளை வந்து குவிக்க போகும் ஆண்டு பல விருதுகள் நீங்க வாங்குவீங்க பல பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமா கிடைக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மேஷ ராசி மேஷ ராசி வந்து வருடமா வந்து பாத்தீங்கன்னா பன்னிரண்டாம் இடத்துலதான் குரு இருந்தாரு இப்ப தன் வீட்டுக்கு வராரு மேஷ வீட்டுக்கே வர்றாரு குரு ராகு இணையிறாரு அதே மாதிரி லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் வராரு ஒரு இரண்டரை வருடம் வந்து லாபஸ்தானத்துலதான் இருப்பாரு இப்ப மிகப்பெரிய ஒரு லாபம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் குபேர யோகமும் இருக்கு தன் சொந்த முயற்சினால நகர்வீங்க கட்டாயம் நடக்குங்க மேஷராசிக்கு அது லாபஸ்தான குருவும் ராகுவும் இணைறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அன்று வந்து உங்களுக்கு இணைவு வருது அது மிகப்பெரிய ஒரு யோகத்தையா மாத்த போகுது குபேர யோகமா மாறப்போகுது தன் சொந்த முயற்சினால அடுத்த கட்டத்துக்கு நீங்க வந்து உங்களுடைய தொழில நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் நீங்க வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அடுத்த ப்ரமோஷன் கிடைச்சி அடுத்த லெவல் போறதுக்கு வாய்ப்புகள் அமையும் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பிளஸ் அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இப்ப இந்த டைம் வந்து ரைட் டைம் மேஷத்துக்கு எதுனாலும் துணிஞ்சு நீங்க பண்ணலாம் எந்த பிசினஸ் சரி துணிஞ்சு இறங்குங்க அது சக்சஸ்ஃபுல்லா கொடுக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஜனகால ஜாதகத்திலையும் உங்க லக்னத்தையும் பாத்துக்கோங்க அந்த லக்னத்துக்கு வந்து எப்படி இருக்கு பலன் அப்படின்றத நீங்க கண்டிப்பா பாருங்க பார்த்துட்டு அதுக்கும் இதுக்கும் நீங்க வச்சு பாக்கும்போது நல்லா இருந்ததுன்னா தாராளமா நீங்க தசா புத்தியும் பார்க்கணும் அதுவும் ஒரு தடவை உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பாருங்க கரெக்டா இருந்தது அப்படின்னா தாராளமா நீங்க ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி அடுத்த ராசி வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசி துலாம் ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் சூப்பரா இருக்குங்க துலாம் ராசிக்கு ஏன்னா ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்துக்கே குருவும் ராகுவும் வராரு தன் வீட்டையும் பாக்குறாரு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணி ஸ்தானத்துக்கு சனி பகவான் வராரு அப்ப இதில் வரைக்கும் வீடு வாங்கியிருப்பீங்க இல்ல வீடு கட்டிருப்பீங்க இடம் வாங்கியிருப்பீங்க இந்த மாதிரி அமைப்புகள்ல கடந்த இரண்டரை வருடத்துக்குள்ள நடந்திருக்கும் அதன் மூலியமா கடன் ஏற்பட்டிருக்கும் அந்த கடனை இந்த இரண்டரை வருடத்துக்குள்ள அடைச்சிருவீங்க இந்த வருடமே அடைச்சிருவீங்க நிறைய பிரச்சனைகள் போயிட்டு தொழில்ல வேலை இல்ல எல்லாமே இனி அந்த பிரச்சனை ஆசிலருந்து ஐந்தாம் இடம் பூர்வபுணி ஸ்தானம் புத்திரமும் கூட பிள்ளைகள் மூலியமா வந்து உங்களுக்கு பணவரவு பிள்ளைகள் மூலியமா பெருமை அது ஒரு சந்தோஷத்தை இந்த வருடம் வந்து உங்களுக்கு இருக்கு அதே குபேர யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு பூர்வீகத்துக்கு வரதுனால பூர்வீக சொத்து ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வரலாம் இந்த மாதிரி அமைப்புகள் வந்து உங்களுக்கு இயல்பாவே வந்து இந்த ஆண்டு இருக்கு ஐந்தாம் இடத்துல சனி ஆட்சி பெற்று உட்காடுறாரு அது இது வரைக்கும் அவங்க சேர்த்து வச்சிருந்த கடன் எல்லாமே வந்து இப்ப இனிய அடைச்சிருவீங்க நீங்க துலாம் ராசிக்கு அந்த அமைப்பு இயல்பாவே இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்குங்க தனுசு ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடம் பூர்வ குனிஸ்தானத்துக்கு குரு பகவான் வராரு ராகுவும் கூட சேர்றாரு 3 மாறுது எந்த வழியிலந்து பணவரும் சொல்ல முடியாது உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் இந்த ஆண்டு ரொம்ப சூப்பரான ஆண்டா இதை எடுத்துக்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வந்து தனுசு ராசிக்கு ரொம்ப சூப்பர்னு சொல்லலாம் மூன்றாம் இடத்துல போய் சனி மறை மறைஞ்சிட்டு குரு ஐந்தாம் இடத்துல பூர்வீகத்திலே உட்கார்றாரு அது மிகப்பெரிய ஒரு யோகம் இல்லைங்களா ஒரு பிரம்மாண்டமான ஒரு யோகம் பழைய பணம் ஏதாவது எல்ஐசி போட்டிருப்பீங்க இல்ல பூர்வீக சொத்து ஏதாவது ப்ராப்பர்ட்டி விக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது மூலியமா உங்களுக்கு பணம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்து நீங்க பிசினஸ் பண்ணுவீங்க பிசினஸ்ல ஷைன் பண்ணி வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு வேலையில இருந்தீங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கும் அதன் மூலியமா உங்களுடைய அடுத்த வெற்றி நிச்சயம் எந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவென் எனக்கும் நன்றி வணக்கம்